வேலைக்கு சரியான வருமானம் கொடுக்கறது இல்லை பணம் சம்பாரிச்சு சம்பாரிச்சு சேர்த்து சேர்த்து வைக்கிறீங்க தேவையானது போக மீதிய மாட்டீங்க ஒரு அண்ட பரிமாற மாட்டீங்க எதுவுமே கொடுக்க மாட்டீங்கன்னா எப்படி உங்க பொண்டாட்டியா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க எழுதி வச்சுங்க அவங்க இதெல்லாம் பெரிய நாளும் ஒரு நாள் ஃபுல்லா இந்த குடும்ப வாழ்க்கையாக ஒரு நாள் கிளாஸ் எடுக்கலான் இருக்கேன் நான் யோக ரகசியம் அவ்வளவுதான் நாளை விடவே முடிய போகுது குடும்ப வாழ்க்கையை பத்தி மட்டும் ஒன் டே ஃபுல்லா பேச வேண்டியது இருக்கு அது புரிசாட்டி ரெண்டு பேரும் சேர்த்து வச்சிருக்கல தனித்தனியா தான் ஏன்னா அப்புறம் இவங்களுக்கு சொல்லி கொடுக்குற டெக்னிக் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குற டெக்னிக் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் ரெண்டு எப்படி அப்புறம் வேலை செய்யும் வீட்டுல போய் கொஞ்சமோ கண்டுபிடிவே நீ இந்த பார்முலா தானே பயன்படுத்துற அப்படின்றாங்க எதுக்கு இவ்ளோ சொல்ல வர நீ குடும்பத்துல அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு உங்க பொண்டாட்டியும் உங்களுக்கு கெட்ட வாய்ப்பு ரேஷன் போட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க கண்டுபிடிக்கவே முடியாது நல்லா சிரிக்கிற மாதிரி ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும் சாப்பாடு சமைச்சு கொட்டுற மாதிரி இருக்கும் என்ன மனநிலையில சமைக்கிறாங்கன்னே தெரியாது தெரியுமா அவங்களுக்கு சாப்பிடற சாப்பாடு விஷமா மாறிடும் என்னத்தை உனக்கு எல்லாம் சமைச்சு உனக்கு ஒரு கேடு வேற உனக்கு இந்த தன்மையில சமைக்கும்போது தேங்காய் சட்னி இல்லாத விச சட்னி சட்னி நல்ல டேஸ்டா இருக்காது அது நல்ல ஆற்றலாகவும் மாறாது உனக்கு உருப்படியாகவும் இருக்காது நல்ல மனநிலையில சமைக்கணும் அப்பதான் அது அமிர்தமா மாறும் சாப்பிடுற சாப்பாடு பொண்டாட்டிய நல்லா பாத்துக்காம பிள்ளைங்களை நல்லா பாத்துக்காம யாரையும் நல்லா பாத்துக்காம தனக்காக வாழக்கூடிய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை நல்லா இருக்குமா அந்த வாழ்க்கை உட்காண்டி இவனுக்கு எல்லாம் உட்காருங்க உங்க வீட்டுல இருக்கிறவங்களும் ரோட்ல போற எப்படி சப்போர்ட் பண்ணுவான் நாலு நல்ல வார்த்தையை பேசுங்க முதல்ல கூப்பிட்டு உங்களுக்கு நல்ல வார்த்தை வருதோ பாசிட்டிவான விஷயங்களை பேசி பழைய இன்னையில இருந்தா தயவு செஞ்சு பாசிட்டிவான விஷயங்களை பேசுங்க வரலனால வார்த்தைகிட்ட கண்டென்ட் இறக்க ஆரம்பிச்சிடும் கூப்பிடறேன் வாழ்க்கையில நல்லா புரிஞ்சுக்கங்க இன்னொரு உயிர் நல்லா இருக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக இறைவனை கூப்புறீங்களோ இறங்கி ஓடி வந்துடுவார் குடுகுடுன்னு வந்துடும் உங்களுக்காக வரவே மாட்டார் அவ்வளவு சீக்கிரம் சோதனை இருக்காங்க இன்னொரு உயிருக்கா வேண்டிப்பாரு உடனே நடக்கும் உடனே அடுத்த செகண்ட் நடக்கும் வேண்டணும் இப்படி எப்ப தெரியுமா ஒருத்தர் அந்த மகான் இந்த சித்தன்ற நிலைக்கு போறான் எப்போ எல்லா உயிரும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நல்ல அந்த புதிய வர மாதிரிதான் வென்றில்ல எல்லாரும் சேர்ந்து அவன் நல்லா இருக்கும்னு வேண்டுவாங்களா நல்ல படம் ஏன் ஓடலன்னு தெரியல ஃபீலிங்கா இருக்குது ஒவ்வொரு டைம் எனக்கு அந்த படத்தை பார்க்கும்போது அற்புதமான கான்செப்ட் தான் இது மேபி ஒரு சில சீன் கமர்ஷியலா வச்சதுனால ஓடலையான்னு தெரியல அவ்வளோ அருமையான கான்செப்ட் அப்படி மொத்த பேரு வேண்டும் இறைவன் இறங்கி அவனுக்கு அருளாசியல் புரிவி அதுதான் அவனுடைய விதி பிராப்தம் கருமாலியா அது இல்லைன்னாலும் வேலை பண்ணிடும் நடந்துரும் ரகசியம் அதான் தேவ ரகசியம் மத்தவ உங்களுக்காக வேலை பார்க்கற இடத்துல உங்களுக்காக வேண்டுறாங்களா யாரு வேண்டா பாசிட்டிவா இருந்தீங்கன்னா வேண்டுவாங்க இல்ல வீணா போனா நினைப்பாங்க அவனுங்க உங்க வீட்டுல யாராவது வேண்டாங்களா வேண்டதில்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் எவனா வேண்டானா ஃப்ரெண்ட்ஸையும் எப்ப பார்த்தாலும் தேவைன்ற தன்மை உங்களுக்கு தெரியுமா முத்தம் குடுக்கறதுல கூட ஒரு அன்பா ஒரு முத்தம் கிஸ் பண்றதுல கூட குடுக்கற தன்மை வாங்குற தன்மை தெரியுமா உங்களுக்கு ஒரு அன்பா ஒரு மனைவிக்கு முத்தம் குடுக்கறதுல கூட வாட்சாக காம அவ்வளவு அழகா அதுல அவ்வளவு விஷயங்கள் எழுதியிருக்கிறார் செக்ஸ பத்தி பேசுறதா மட்டும் ரெண்டு நாளைக்கு பேச அவ்வளவு கண்டென்ட் இருக்கு அதுவும் ஒரு பார்ட் தேவைதான் இருந்தாலும் பெண்கள் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க இன்பத்தை அனுபவிக்கணும் உடம்பு கண் பார்வை விடுற மூச்சு எல்லா அதிர்வுகளும் அறிவு செயல்பட ஆரம்பிச்சிடும் இவன் எடுக்கிறதுக்கு தான் வந்திருக்காங்க வரலன்னு எப்போ இந்த உயிர் ஏங்குது ஒரு உடலிற்கும் ஒரு இன்பத்திற்கு ஏங்குது குடுக்கிற தன்மைக்கு போறீங்களா உங்க மூச்சு அதிர்வு மொத்தமும் அந்த உயிர் நுண்ணறிவுக்கு தெரிஞ்சிடும் இனம் புரியாத ஒரு இயக்கம் உங்க காதல் உங்க மேல அப்பதான் மலரவே ஆரம்பிக்கும் எப்ப போனாலும் போனீங்கன்னா எப்படி இருக்கும் விளங்குமா ஒரு முத்தம் குடுக்கறதுல கூட அவ்வளவு ஒரு விஷயம் இருக்கு அப்படி செல்ஸ் பண்ணுவாங்க பெண்களும் ரெண்டு பேரும் சொல்றேன் எந்த ஒரு நோக்கமும் இன்றி எப்ப டீப்பா ஒரு விஷயம் ரிசீவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ டீப்பான நுண்ணறிவு செயல்பட ஆரம்பிச்சிடும் ரகசியம் எல்லாமே சுயநோமா மாறி போச்சு முத்தத்தில் இருக்குற தன்மை உணவு இருக்குற தன்மை உணர்வு இருக்குற தன்மை அன்னவான இருக்குற தன்மை லைட் போறது இருக்குற தன்மை கேமரா எடுக்கிறவர்கள் இருக்குற தன்மை இல்லாத இடமே கிடையாது அருள் புரிய எடுக்கலாம் எங்கே தேவையை நோக்கியே இருக்கக்கூடிய சட்டைகளை சட்டையை தூக்கி கொடுங்க அதிகமான செல்வத்தை தூக்கி கொடுங்க பணத்தை அதிகமான சாப்பாடு இருந்தால் விதைங்க இருக்கா இல்லையா இருக்கா இல்லையாங்க தெரியுமா உங்களுக்கு கர்ணன் ஒருத்தர் இருந்தாரு தெரியுமா தெரியும் அதாவது தெரியுமா தெரியாது நல்ல வேலை வேலை மிச்சம் அதுக்கு நான் தனியா ஒரு அரை மணி நேரம் பேசணும் கர்ணனுக்கு கொடுக்கின்ற தன்மை இயற்கையில் கிடையாது என்ன கேட்டாலும் உயர்ந்த கேட்டத்துக்கு போயிட்டார் பிறக்கும் போதே எல்லாருமே எல்லாத்தோடையெல்லாம் பிறக்கிறது இல்லை ஞான தெளிவு புரியல் வந்ததுக்கு அப்புறம் தான் மாறுறாங்க தெரியுமா உங்களுக்கு வளர்த்துக்கலாம்ல இந்த தந்தை வளர்த்துக்கலாமா கூடாதா இந்த தன்மைக்கு வந்தால் ஒளிய உங்கள் வாழ்வில் மிக உயர்ந்த செல்வங்களை அடைவதற்கு வாய்ப்பே கிட குடுக்கிற தன்மையில இருங்க முதல்ல நான் எனக்காக கொண்டு வந்து உங்களுக்கு பிடிக்க தேவை எறிந்து கொடுங்க ஆசைப்படுற கொடுக்காதீங்க குடியாரம் வந்து மறுபடியும் ஒரு ஆயிரம் ரூபாய் குடுறான்னு சொல்லி குடிச்சுக்கிட்டே வந்து கேட்டா நீங்க குடுப்பீங்களா நீங்க எவ்வளவு திமுறும் உனக்கு ஆல்ரெடி குடிச்சிருக்க போதா குறைக்கு வந்து மறுபடியும் ஆயிரம் ரூபாய் கேட்குறேன் கோவம் வருமா உங்களுக்கு வருமா வராதங்க அப்ப முதல அவனை திருத்தணும்னா நினைக்க நீங்களே எப்படி இருக்கும்போது கடவுள் எப்படி இருப்பாரு ஆல்ரெடி கொடுத்ததே ஒழுங்கா பயன்படுத்தலையா நீ பூசு பூசாவதா கேட்கறான்னு சொல்லி ஆத்திரம் வருமா வராதா கடவுளுக்கு எல்லாருக்கும் என்னன்னா இறைவனுக்கு மேல திங்க் பண்றீங்களா நீங்க ஒரு நேத்திகடன் ஒண்ணு செஞ்சாச்சுன்னா ஒரு சின்ன ஒரு இடத்துல நடந்த ஒரு சின்ன ஒரு நேத்திக் கடன் சொல்ற ஒருத்த என்ன பண்றான் ஒரு குலதெய்வத்துக்கிட்ட வேண்டாம் இந்த மாதிரி எனக்கு இது நடந்துருச்சுன்னா ஆயிரம் பாட்டில் சாரா உனக்கு நான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் குலதெய்வமே கேட்கறான் அருள் யாருன்னு ஒருத்தருக்கு சொல்றான் நடந்துச்சல்யிர பாட்டில்ல ஒரு சாராயம் வாங்கி கொடுன்னு சாராயம் குடிக்க போறாரு வாழ்க்கையில் உங்க அறிவுக்கு இவ்வளவு திங்க் பண்றீங்கன்னா அந்த சராசரத்தையும் படைச்சு வேடிக்கை பார்த்துட்டு இவன் எங்க தேடி வருவான் எப்படி தேடி வருவான்னு பாக்குற அதுக்கு அறிவு இருக்கும் இருக்குமா இருக்காதா எஸ் ஆரணும் இந்த தன்மையில் இருந்தாலோலையும் வாழ்க்கையில ஒண்ணுமே கற்றுக்க முடியாது நீங்க